எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷனுங்க அதுவும் மாம் அண்ட் டாட்டர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன் தான் அப்படியே நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோம் இது வந்து ஸாரி மட்டும் இல்லாமல் mom and daughter கலெக்ஷன் அதாவது மாம்கு சாரியும் இது வந்து பொண்ணுக்கு பட்டு பாவாடைங்க பட்டு பாவாடை ப்ளஸ் மேலே ஷர்ட்டும் வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேரீயை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சான இந்த லெஹங்காவை லேட்டாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேரீ நம்ம பார்க்க போகிறது போச்சம்பள்ளி இக்கா டைப்பில் இருக்கக்கூடியதுங்க இந்த சாரீஸையும் அண்ட் அந்த லெஹங்கா டைப்பையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வர்ணா சாரீஸ் டாட் போய் தாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த ஸாரீ அண்டு ப்ளஸ் இந்த லெஹங்கா இந்த ரெண்டு உடைய ப்ரைஸ் வந்து லெவன் தௌசண்ட் ருபீஸ்ங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி எல்லோ கலர்லையும் பல்லவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க ஸோ இதை நான் ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லெஹங்காவையும் காட்டுறேன் இதில் பிளவுஸ் மட்டும் ப்ளைனாக இருக்குங்க மற்றபடி ஃபுல்லாகவே டிசைன் இருக்கும் சாரியுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் ப்ளவுஸோடைய லென்த்துன்னு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 0.7 செவன் மீட்டருக்கு அபோவ் தாங்க இருக்கும் இப்போ இந்த சேரீ பார்த்துட்டிங்களா ஸோ இதே இப்படியே வச்சுட்டே நான் உங்களுக்கு இந்த லெஹங்காவையும் காட்டுறேன் சேம் டைப் அதே டைப்புங்க பாடி என்ன கலர் வருதோ அதே உங்களுக்கு இந்த பாவாடையும் வரும் அதாவது லெஹங்கா அப்படிங்கும் போது வரும் இது வந்து என்ன அப்படின்னா ப்ளவுஸ் பெட்டு அதாவது மேலே சட்டை ஸோ இது வந்து பிளைனாக இருக்கும் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் வேணாலும் இதில் நம்ம பண்ணிக்கலாம் நான் இப்போ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாரீ பார்த்துட்டோம் அதுக்கு மேட்ச் ஆன லெஹங்காய் இது வந்து லெஹங்கா ஸோ அதே மாதிரியே இருக்கு பாருங்க பாடி இது இந்த பாடியுடைய லென்த்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது இதுதான் வந்து பாவாடை ஸோ இந்த பாவாடையோட லென்த் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா த்ரீ மீட்டர்ஸ் இருக்குங்க வித்து வந்து சேம் அதே ஃபார்ட்டி இன்சஸ் தாங்க ஸோ இதே அதே மாதிரி திக்னஸ் அதே தாங்க லென்த் மட்டும் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கும் டபுள் ஒர்க் சாரி ஃபோர் பிளை த்ரெட் ஒர்க்கு வித்து வந்து சேம் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் இருக்குங்க இது வந்து லெஹங்கா அதாவது பாவாடை இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷர்ட் தான் இது இது வந்து பிளைனாக இருக்குது ஒரு மீட்டர் இருக்குதுங்க ஒரு மீட்டர் அளவுக்கு இந்த கிளாத்து இருக்குது ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த கிளாத்து டாப் அண்ட் பாட்டமும் அந்த பார்டரும் வந்துடும் கோல்டு சரி வச்சு ஸோ இது ப்ளைனாக இருக்குங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கோ எந்த ஒர்க்கு வேணாலும் நீங்கள் இதில் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன்று நான் உங்களுக்கு தெளிவை காட்டுறேன் இது லெஹங்கா ஸோ இது லெஹங்கா இது ஸாரி ஸோ ஸாரீ சிக்ஸ் பாயிண்ட் டூ blouse இன்க்ளூடிங் ப்ளவுஸோட ப்ளவுஸோடைய லென்த்து வந்து கண்டிப்பாக 70 சென்டிமீட்டர் எபவ் இருக்கும் இது பாவாடை லெஹங்கா இது வந்து 3 meter லென்த் இருக்குது ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷர்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 meter லென்த் இருக்குங்க ஸோ இந்த blouse இருக்கிறதும் சரி இந்த சேரீயும் சரி நீங்கள் வந்து ஒன் இயர்லேருந்து ஈவன் சிக்ஸ்டீன் இயர் இருக்கக்கூடிய சைல்டுக்கும் கூட யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் இது நெக்ஸ்ட் செட்டு ஸோ இது வந்து ஹாஃப் வைட் வித் மெஜந்தா காம்பினேஷனில் இருக்குதுங்க சேம் இதுவும் மாமன் டாட்டர் காம்பினேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து மாமன் டாட்டர் காம்பினேஷன் தான் போச்சம்பள்ளி இக்கா டைப் சாரீஸில் த்ரீ கலெக்ஷன்ஸும் அண்டு நார்மல் புட்டா ஸாரீஸ் டைப்பில் ஒரு மூணு சேரீஸும் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் ஸோ நான் ப்ரைஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேங்க ஸோ இந்த போச்சம்பள்ளி இக்கா டைப் சாரீஸில் மூணு கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது மூணு செட் ஆஃப் ா இருக்கு 11,000 11,000 சேந்துங்க அதோடைய இந்த உடைய tax GST வந்து 5% 11,000 ப்ராடக்ட் பிரைஸு ஜிஎஸ்டிங்கு ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா லெஹங்கா ஸோ அந்த லெஹங்கா பார்த்துட்டிங்கன்னா த்ரீ மீட்டர் லென்த் இருக்குது வித்து வந்து ஃபார்ட்டி இன்சஸ் அபவ் இருக்குது ஸோ இதே வந்து நீங்கள் ஒன் இயர் சைல்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் ரெண்டு மெட்டீரியல் கூட நீங்கள் மேக் பண்ண முடியும் இதே வந்து இயர் எந்த இயர் சைல்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதோடைய ஷர்ட் இதாங்க இதோடைய ஷேர்ட்டு இது 1 மீட்டர் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கோல்டு சரி பார்டர் வந்திருது ஸோ திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த செட்டுடைய ப்ரைஸ் லெவன் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ராங்க ஸோ நெக்ஸ்ட் செட்டு போச்சமல்லிகா டைப்பில் தேர்ட் செட்டு ஸோ இது லெஹங்கா இது ஸாரி ஸாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லெஹங்காவை பார்க்கலாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வர்ணா சாரீஸ் டாட் மட்டுமே தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கலெக்ஷன்ஸு கேட்டுட்ருக்கீங்க வாட்ஸ்அப்பில் அதே சாரி வெப்சைட்டில் இருக்கிறது நம்ம வாட்ஸ்அப்பில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக முடியாதுங்க நம்ம இப்போ ஷோ பண்ணுறது வெப்சைட்டில் மட்டுமே தான் நீங்கள் வெப்சைட்டில் மட்டுமே தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சப்போஸ் பர்ச்சேஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் கால் பண்ணி எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பல்லுவன் ப்ளவுஸ் வந்து மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடு க்ரீன் கலரில் இருக்குதுங்க சேரீ பார்த்தாச்சு அதில் லெஹங்கா சேம் அதே பாடி கலர் தாங்க நிறைய பேர் வந்து இதை விரும்பி கேட்டிருந்தீங்க அண்ட் நிறையா நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வருங்க வேறு வேறு டைப்பில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இது வந்து லெஹங்கா பாவாடை த்ரீ மீட்டர்ஸ் லென்த் இருக்குங்க த்ரீ மீட்டர்ஸ் அபவ் தாங்க இருக்கும் இதோடைய லென்த்னு பார்த்துட்டிங்கன்னா வித்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் அபவுங்க ஸோ இதுக்கு மேட்சிங்கான ஷர்ட் இது ஸோ இதுவுமே ப்ளைனாக இருக்கும் மெஜந்தா கலர் இது தாங்க எக்ஸ்ட்ரா எம்ப்ராய்டரி work, ஆரி ஒர்க் எது வேணாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தது மூணு செட் ஆஃப் போச்சுமல்லி இக்கா டைப்பில் இருக்கக்கூடிய மாமன் டாக்டர் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நார்மல் புட்டா ஸேரீல மாமன் டாட்டர் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு இந்த சாரீ இந்த சாரீயில் இது பார்த்துட்டிங்கன்னா ஸாரீ அண்ட் இதுதான் வந்து லெகங்கா அதாவது பாவாடை உள்ள ப்ளவுஸ் பெட்டு இருக்குது இந்த சேரீ இந்த கலெக்ஷன் காம்போவோட ப்ரைஸ் வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வருங்க சாரி ஃபுல்லாக பாருங்க, பல்லூர் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி நேவி ப்ளூ கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் சேரீ எல்லாம் புட்டாஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரிஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேடு ஹேண்ட்லூம் மேட் பியூர் சாஃப்சல் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடு சிறுமுகையிலேயும் சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் நெசவு செய்யப்பட்டதுங்க இந்த சேரீடைய லென்த்தும் அதே தாங்க பாடி ஆஃப் சேரீ பார்த்துட்டீங்கன்னா ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து கண்டிப்பாக பாயிண்ட் செவன் மீட்டருக்கு அபௌங்கா பார்க்குறோம் ஒரு மீட்டர் இருக்குங்க ஒரு மீட்டர் பிளவுஸ் அதாவது மேல் சட்டைக்கு இங்க இருக்கக்கூடிய பாட்டு வந்து பாவாடைக்குங்க லெஹங்காக்கு ஸோ இதில் என்னென்னா ஜாயின் மணியே பண்ணியிருக்கோம் நம்ம அதில் தனித்தனியாக பண்ணியிருந்தோம் இதில் ஜாயின் மணி பண்ணியிருக்கோம் ஸோ ஷர்ட்டு இருக்குது அண்டு கீழே பாவாடை அதாவது லெஹங்காக்கு இருக்குது சேம் லென்த்து தாங்க த்ரீ மீட்டர் பாவாடை வந்து த்ரீ மீட்டரில் இருக்கும் ஷர்ட் வந்து ஒன் மீட்டரில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு செட்டு திரும்ப சொல்கிறேன் இந்த காம்பினேஷனுடைய ப்ரைஸ் நைன் தௌசண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அண்ட் சில பேர் வந்து வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் சில பேர் டவுட்டும் கேட்டிருந்தீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது அண்ட் சில மிஸ்டேக்ஸ் வருது லோடிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நிறைய வந்து ப்ராசஸ் இப்போ ரியல் டைமில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எரர் இருக்குது அந்த எரரெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரெக்டிஃபை பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் பண்ண முடியுமோ பண்ண வைக்கிறோம் இப்ப நீங்க பாக்கிறது பல்லுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் லெஹங்காங்க சாரியோட பிரைஸ் முன்னாடி வந்து சிக்ஸ் கேட்டிருந்தீங்க ஃபைவ் தௌசண்ட் எயிட் முன்னாடி வந்து 6,000, 5,800, 8,200 மென்ஷன் பண்ணிருக்கீங்க பட் நம்ம செக் அவுட் பண்ணி வெளியே வரும்போது அதோட பிரைஸ் வந்து இன்னும் ஆட் ஆகி வருதுங்களே அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அது ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி ஆட் ஆகி வருது முன்னாடி உங்களுக்கு காட்டுற ப்ரைஸ் வந்து அந்த சேரீயுடைய ப்ரைஸ் அண்ட் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது ஜிஎஸ்டி பிரைஸ் வந்து ஆட் ஆகி வருங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி ஆட் ஆகி தான் வரும் இப்போ நீங்கள் பார்க்கறது பாவாடை இது வந்து ப்ளவுஸ் இந்த சாரியுடைய பிளவுஸ் அதாவது ஷர்ட் மேலே மேல் சட்டை வந்து கலர்ல இருக்கு நீங்க பாக்கிறது நெக்ஸ்ட் சாரி சேம் கலெக்ஷன்ல இப்ப நீங்க பாக்குறது பார்த்துட்டீங்கன்னா காம்போ தாங்க கண்டிப்பா வந்து சாரி பிளஸ் இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும் சாரி மட்டும் தனியா இல்லை லெஹங்கா மட்டும் தனியா பர்ச்சேஸ் பண்றது முடியாதுங்க அப்படி நீங்கள் தனியா பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் அதில் கூட பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து எஸ்பெஷலி காம்போ கலெக்ஷன் ஸோ ரெண்டும் ஒன்னாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்கறது பல்லுவன் பிளவுஸ் மெஜெந்தா பாடி ஆஃப் சாரி green கலர் இதே இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் இது த்ரீ பிளே த்ரெடுக்குங்க இந்த காம்போட ப்ரைஸ் வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் போச்சமல்லிகா டைப் காம்போ வந்து லெவன் பிளஸ் 5% பர்சன்ட் கண்டிப்பா கண்டிப்பாக வருங்க ஸோ நீங்கள் வந்து பிக்சர் போது, பிக்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து நைன் தௌசண்ட் அண்ட் தான் இருக்கும் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது ஜிஎஸ்டி பிரைஸ் அதில் ஆட் ஆகி வரும் இது வந்து இதோடைய ஷர்ட் பார்ட் கிரீன் கலரில் இருக்கிறது லெஹங்கா பார்ட் உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸில் டவுட் இருந்துது அப்படின்னா நீங்கள் நார்மல் வே வர்ணாவுடைய நம்பருக்கும் கால் பண்ணலாம் கர் கஸ்டமர் சப்போர்ட் கேர் நம்பரும் இருக்குது அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இது ஒரு காம்போ நெக்ஸ்ட் ஒரு காம்போ இது வந்து நார்மல் புட்டால சாரியில வரக்கூடியது நெக்ஸ்ட் காம்போ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்